விநாயகர் சது இதே மாதிரியான வாட்அப் நீங்களும் எட் பண்ணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தால் பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை தட்டிவிட்டு அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதில் கெயின் மாஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கெயின் மாஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூனு இருக்கா அதனையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக்ட் ரேஷியோவில் பதினாறு ஒம்பதுன்றிருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே நெஸ்ட்டு கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதில் ஒரு பேக்ரூட் டெப்லெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் டவுன்லோட் அதை எடுத்த பிறகு மேலே பாருங்க இண்டாப்ஷன் இருக்காது நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு விநாயகர் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை எடுத்துக்குங்க அதை எடுத்த பிறகு அதுமேல் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளில் அப்படியே செட் பண்ணி வைங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு இதை வீடியோ எடுத்துக்கப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கோ அது நீங்கள் கொடுத்த பிறகு வீடியோ அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அது பேக்ரவுண்ட் ரிமோவான இமேஜாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ரிமோவான இமேஜ் எடுத்துக்கங்க எடுத்த பிறகு நீங்கள் இதை அதுமேல் ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு 10 செகண்ட் அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வைங்க ஓகேங்களா பத்து செகண்ட் அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க வச்ச பிறகு மறுபடி வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்குங்க எடுத்த பிறகு மறுபடி நீங்கள் அந்த முதல் ஃபோட்டோ மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இடது பக்கத்தில் கீ சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணிக்கிட்டு ஓகே ஃபைவ் செகண்ட் வச்சே மூவ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் இடது பக்கமாக அப்படியே நகர்த்துங்க நகர்த்து இந்த சைடு கொண்டு ஓகேங்களா கொண்டு வந்த பிறகு மறுபடியும் மீதி உள்ள மறுபடியும் ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணி வைங்க மூவ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த ஃபோட்டோவை இருந்த இடத்துல அப்படியே திருப்பி வைங்க ஓகேங்களா வச்ச பிறகு மறுபடி வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு ரெண்டாவது இமேஜில் மறுபடி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இடது பக்கத்தில் உள்ள கீ சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணி வைங்க மூவ் பண்ணிக்கிட்டு இதே ஃபோட்டோவை நீங்கள் இந்த சைடு வலது பக்கமாக நீங்கள் எழுத்துட்டு ஓகேங்களா வலது பக்கமாக இழுத்து வைங்க இழுத்து வச்சு இந்த இடத்த செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபைசேன் மூவ் பண்ணிக்கிட்டு அதே ஃபோட்டோவை நீங்கள் இடது பக்கத்தில் இழுத்துருவாங்க ஓகேங்களா இழுத்து அப்படியே இதுக்கு மேலே செட் பண்ணிடுங்க செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷனுக்கு அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரெண்டு இமேஜ் மேலே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இடது பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் சென்ட் பேக் கொடுத்துக்குங்க ஓகேங்களா சென்டு பேக் கொடுத்த பிறகு இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போனால் நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த எண்டில் வச்சு அதே லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு அதை நெக்ஸ்ட் இமேஜ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ் எடுத்த பிறகு இதையும் ஒரு 10 செகண்ட் அளவு மூவ் பண்ணி வைங்க ஏற்கனவே ஒரு பதினஞ்சு இப்போ இது ஒரு டென் செகண்ட் மூவ் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி வரைக்கும் வரும் ஓகேங்களா டுவெண்ட்டி வரைக்கும் வச்சுக்கோங்க மறுபடி வச்ச பிறகு இந்த ஃபோட்டோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வைங்க முதல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணுங்க செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதே டூப்ளிகேட் எடுத்துக்கங்க இடது பக்கத்தில் திருட்டாட்டில் போயிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்குங்க எடுத்த பிறகு டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு ஃபஸ்ட் இமேஜ் மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் இடது பக்கத்தில் உள்ள கீ சிம்பிள் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதில் ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா மூவ் பண்ணிக்கிட்டு அதே இமேஜை நீங்கள் இடது பக்கமாக எழுத்துட்டு ஓகேங்க இழுத்து உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இடத்த செட் பண்ணி வச்சுங்க செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்னது வலது பக்கமாக நீங்கள் அதை இழுத்து அந்த இடத்துல அப்படியே செட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா வச்ச பிறகு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அகெயின் திருப்பி வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு மறுபடியும் ரெண்டாயமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இடது பக்கத்தில் கீ சிம்பிளை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அதே ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோட்டாவையும் வலது பக்கமாக இழுத்துட்டு ஓகேங்களா இழுத்து இந்த இடத்துல வச்சுங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் இடது பக்கமாக இழுத்து நீங்கள் இதில் எப்படி செட் பண்ணி வைங்க ஓகேங்களா செட் பண்ண பிறகு மேலடிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்த பிறகு இஃப் இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் நம்ம வந்து பேக் கொடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் முதல் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அதில் போயிட்டு சென்ட்டு பேக் கொடுத்துங்க இரண்டாவது ஃபோட்டோவில் க்ளிக் பண்ணிட்டு அந்த த்ரீ டாட்டில் போய்ட்டு சென்டூ பேக் கொடுத்துங்க கொடுத்த பிறகு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இமேஜுடைய எண்டிங் பாயிண்ட் வாங்க எண்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அடுத்த இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு அதே மூணாவது இமேஜ் நீங்கள் எடுத்துக்குங்க இமேஜ் நீங்கள் எடுத்த பிறகு நீங்கள் அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே செட் பண்ணி வைங்க ஓகேங்களா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்தளவுக்கு எப்படி செட் பண்ணி வைங்க செட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இதை ஒரு டென் செகண்ட் அளவுக்கு மூவ் பண்ணிங்க ஓகேங்களா டென் சென்ட் அளவுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கங்க டூப்ளிகேட் எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த முதல் ஃபோட்டோம்னு ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் உள்ள கீ சிம்பிம்பில் ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் இதை ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா மூவ் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் இடது பக்கமாக இழுத்துட்டு வாங்க ஒரு ஃபோட்டோ ஓகேங்களா இடது பக்கமாக இழுத்து இந்த இடத்துல வைங்க ஓகேங்களா வச்ச பிறகு மறுபடியும் நீங்கள் ஒரு டென்சைன் மூவ் பண்ணி அகைன் அதே ஃபோட்டோவை நீங்கள் இருந்த இடத்துல அப்படியே செட் பண்ணி வைங்க ஓகே அப்போ டிக் மேலே பாருங்கள் டிக் ஆப்ஸுனுக்கு அதிக கொடுத்துங்க கொடுத்துட்டு இப்போ ரெண்டா அகைன் நீங்கள் அந்த இமேஜோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இரண்டாவது இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இடது பக்கத்தில் கீ சிம்பில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் வலது பக்கமாக இழுத்துட்டு ஓகேங்களா இழுத்து வந்த பிறகு இந்த இடத்துல இப்படி செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு ஃபை செகண்ட் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த இருந்த இடத்துல எப்படி வச்சுருங்க ஓகேங்களா இந்த இடத்துல அப்படி செட் பண்ணி வச்சுருங்க செட் செட் பண்ண பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இரண்டையும் சென்ட்டு பேக் கொடுக்க போகிறோம் அதுக்கு எடுத்து பக்கத்தில் த்ரீ டாட்டில் போயிட்டு சென்ட்டு பேக் கொடுத்துங்க ஓகேங்களா இதையும் சென்ட்டு பேக் கொடுத்துக்குங்க ஓகேங்களா சென்ட்டு பேக் கொடுத்த பிறகு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோ முழுமையாக இப்போ ஸ்டார்டிங் பாயில் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் செம சூப்பராக செட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு ஃபோக் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அப்படி இல்லைனா இதுலேயே இருக்குது லேயரில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டிக்கர் அப்படி இருக்கா அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோக்குன்ருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நாலாவது எடுத்துங்க எடுத்த பிறகு அப்படியே இது அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கீழே எப்படி செட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்படி செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இதை வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்டு மறுபடியும் நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க பிறகு டெஸ்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு எடுத்துக்கங்க அது மேல ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு நீங்க வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங் இருக்கும் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணோல் பண்ணிட்டு வாங்க செலக்ட் பண்ணி டிகாப் பிறகு ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு இது இந்த இடத்துல எப்படி செட் பண்ணுவோம் அதே மாதிரி செட் பண்ணி செட் பண்ணிட்டு இங்க இது பக்கத்தில் இருக்கும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பேக் கொடுத்துங்களா சென்ட் பேக் கொடுத்துட்டு அது மீது ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு அது வீடியோ எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டு மேலே டிக்காப்ஸ் கொடுத்துங்களா டிகாப்ஸ் கொடுத்த பிறகு மறுபடியும் ஸ்டார்டிங் பண்ணிடுவாங்க நீங்க வலது பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒ வளர் சைடு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்பிலிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டிகாப்ஷன் கொடுத்தா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு அகே நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வலைசை அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஸ்கிரீன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிகாப்ஷன் கொடுத்தோம் ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கு இப்போ நம்ம நம்ம இதில் ஒரு ஃப்ரெம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு ஓகேங்களா அது நீங்கள் எடுத்துக்கங்க ஓகே அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படி பா வளசி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரிருக்கும் அதுங்க செலக்ட் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதுக்கு செலக்ட் பண்ணி டிக்காப்ஸும் கொடுக்குங்க டிகாப்ஸும் கொடுத்த பிறகு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வலைசி ஸ்க்ரோன் போட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதுங்க செலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கொடுத்து டிகாப்ஸும் கொடுக்குங்க ஓகேங்களா டிகாப்ஸும் கொடுத்த பிறகு அக்கே நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு வீடியோ என்னத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலடிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ இப்போ வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு ஃபைனலாக ஒரு லிரிக் ஷேர் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை எடுத்துக்குங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஆடியோவோ கிடைக்கல வீடியோ தான் கிடைச்சிருக்கு அதனால் நீங்கள் வயசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ஆடியோவாக கன்வெர்ட் ஆயிரும் கன்வெர்ட் ஆயிடுச்சு கன்வெர்ட் ஆன பிறகு இந்த பிறகு இந்த வீடியோவை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெலிட் பண்ணி இப்போ அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க செம் சூப்பராக இருக்கும் என்ன நாள் விநாயகர் சதுர்த்திங்களா பார்க்கறதுக்கு செம சூப்பராக வந்துருங்க நமக்கு தேவையான இப்போ விநாயக சதுர்த்தி ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே பாருங்கள் அம்புகுரி மாதிரி இருக்குது அதை டவுன்லோட் ஆப்ஷனாக நீங்கள் அதை கொடுத்துங்க பிறகு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு சேவ்ஸ் வீடியோ கொடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்